என் பள்ளியின் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் தலைப்புக்குள் நுழையலாம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த என் அம்மா அம்மா என்றாலே பாசம் அன்பில் நீய அம்மா அன்பில் வரைந்த நீயே அம்மா பசி ருசி அழகு மாணவர்களுக்கான பரிசுகள் நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஒரே ஜன் அம்மா மட்டுமே நம் முகப்பாக்கும் உண்மையம் உண்மையை நேசித்த ஒரே ஜீவன் அம்மா மட்டுமே இத்துடன் என் உரையை நிறைவேற்றுக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும்